எமையான முறையில எல்லாருக்கும் இதை பற்றிய உங்களோட புரிதல் என்ன அதற்கு சுருக்கமா விளக்குங்க முதல்ல நாடு என்கிற சொல்ல அடியனை பொறுத்தவரையில் எம்மை பொறுத்தவரையில் நம்ம எங்கே பார்க்குறோன்னா ஆதி முதல் அப்படின்னு பார்க்கணுன்னா ஏழ் பனை நாடு ஏழு தெங்க நாடு ஏழு குறும்பனை நாடு ஏழ் முன்பாலை நாடு ஏழ் பின்பாலை நாடு ஏழ் குணாக்கரை நாடு ஏழ் குடாக்கரை நாடு என்று ஏழேழ் நாற்பத்தொன்பது நாடுகள் இருந்ததாக ஒரு செய்தியை நமது தமிழ முன்னோர் பதியிறாங்க அது கடலுக்கடியில் போய்விட்டதாக சொல்கிறாங்க அந்த ஏழு குடாக்கரை என்பது தான் போனது போக எஞ்சி நின்ற பகுதி பின்னால் ஏழு குடா ஆழ்குடா என்றாகி ஆழ்குடா ஈழமாகி ஈழம் இலங்கையாகி இன்றைக்கு நிற்கிறது என்று சொல்லப்படுகிறது அதே போல் நாடு என்கிற சொற்கள் கொங்க பகுதியில் ஏராளமாக இருக்குது இன்றைக்கும் தமிழ் குடிகள் தமிழ் குளங்கள் பலவற்றில் அவங்களுடைய திருமண இணையேற்பு விழாக்களில் முதல் நாள் அதிகாலை திருமணம் நடக்க இருக்குதுன்னா இணையேற்பு விழா நடக்க இருக்குதுன்னா இன்று இரவு அந்த உறுதிப்படுத்தல் நிச்சயதார்த்தம் என்கிற நிகழ்வு நடைபெறும் அதில் வந்து அவங்க நாடு கூட்டம் குளம் இதெல்லாம் சொன்னால் தான் எச்சிலை பார்க்கு மாற்ற முடியும் அப்படி ஒரு வரலாற்று பகிர்வு இங்கே நடந்துகிட்டு இருக்குது குறிப்பாக இந்த பகுதியில் இன்றைக்கும் பல்வேறு நாடுகள் இருப்பதாக செய்திகள் இருக்குது அதில் குறிப்பாக புலவர் குழந்தையை எழுதியிருக்கிற கொங்கு நாடு அப்படிங்கிற புத்தகத்தில் இருபத்தி நான்கு நாடுகளும் அதற்கு உள்நாடுகளாக ஒரு எழுபத்தொம்போது நாடுகளும் பதிவில் இருக்குது ஆனால் நாம் அறிந்த வகையில் பார்த்திங்கன்னா பல நூற்றுக்கணக்கான நாடுகளை கட்டமைத்ததாகத்தான் கொங்கம் இருந்திருக்குது அதனால் நாடு என்றால் நம்மை பொறுத்தவரை இல்லை அது இந்தியா போன்ற பறந்து விரிந்த பல மொழி இன பல மத மக்களை கொண்டிருக்க வேண்டும் என்பதல்ல அது ஒரு சின்ன பகுதிக்கே நாடு என்று பெயரு குறிப்பாக நமது மாவட்டமான நாமக்கல் மாவட்டத்தினுடைய புகழ்பெற்ற மூலிகைகளால் நோய்கள் அனைத்தையும் கொள்ளுவதால் கொல்லிமலை என்று பெயரான கொல்லிமலையில் வாழவந்தி நாடு அப்படின்னு ஒரு நாடு இருக்குது அது என்னென்னா வாழ நாடு அப்படின்னா அங்கே பழங்குடி மக்கள் பிறமொழி மக்கள் நம்ம அங்கே அந்த பகுதிக்கு வாழ வந்தவங்க அப்படிங்கிறத சொல்கிற மாதிரி வாழவந்தி நாடு அப்படிங்கிறது அதுபோல் நாடு என்கிற பெயர்லையே பல ஊர்கள் இருக்குது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் உரத்த இது போன்ற நாடுகள் நாடு என்கிற பெயர்லையே பல ஊர்களே இருக்குது அதனால் இந்தியா தமிழ்நாடு என்பது தான் நாடு என்றல்ல நம்மை பொறுத்தவரை நாடு என்றால் ஒரு சிறு பகுதிக்கே நாடு என்றுதான் ஆனால் பெயர் அதனால் நாடு என்பது நமக்கு ஆதியில் ஏழ் பனை ஏழு தங்கம் ஏழ் குறும்பனை ஏழ் முன்பாலை ஏழ் பின்பாலை ஏழு குணாக்கரை ஏழ் குடாக்கரை என்று தொடங்கி அண்மை காலம் இன்றைக்கு உரத்த நாடு பாப்பா நாடு வாழவந்தி நாடு என்று பல்வேறு நாடுகள் இருப்பதால் நாடு என்பது நம்மை பொறுத்தவரை ஒரு ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதியை கூட நம்ம நாடு என்று தான் சொல்லியிருக்கிறோம் அதை கட்டமைத்தோர்தான் பின்னால் நாடன் என்றும் நாடான் என்றும் நாட்டான் என்றும் அருவி அது ஒரு தமிழ் குடியாக குளமாக இருக்கிறது இதுதான் நாடு என்பதை பற்றிய யாம் செய்தி தமிழும் இயற்கையும் நமக்கு வழங்கியிருக்கிற செய்தி அதே போல் இப்போது அரசியல் அப்படின்னு கேட்டிருந்தீங்க இந்த அரசியல் என்கிற சொல் எங்கேனும் இருக்கிறதா சங்க இலக்கியங்கள்லேயோ தொல்காப்பியத்துலேயோ திருக்குறள்லையோ இருக்குதா அப்படின்னு பார்த்தா அரசியல் என்பது இருப்பதாக தெரியல அரசு என்பதற்கு அது எப்படி இருக்கணும் ஒரு அரசு என்பது எப்படி இருக்கணுங்கிற ஒரு வரையறை இருக்குது இலக்கணம் இருக்குது ஆனால் அரசியல் அப்படின்னு இருக்குதா அப்படின்னு தெரியல நமக்கு இருக்கிறதா தெரியல எனவே அது காலப்போக்கில் தமிழ் வந்து ஒரு முதல் மொழி உலகின் முதல் மொழி என்பதனால அது என்ன பண்ணுதுன்னா புதிது புதிதாக உருவாகிற பல கொள்கைகளுக்கும் கோட்பாடுகளுக்கும் கூட தமிழ்மொழி வந்து புதிய சொற்களை உருவாக்கி கொள்ளுது நம்ம பார்க்குறோம் குறிப்பாக அறிவு என்ப என்பதே ஒரு பறந்து விரிந்த கருத்து பொருள் தான் பொருண்மை தான் ால் அது பல அறிவுகள் இணைந்தால் கூட்டாக இணைந்தால் அது அறிவியல் அப்படிதான் கணக்குன்னு சொல்கிறோம் கணக்கோட கணக்கு இந்த கணக்கு இந்த கூட்டல் கணக்கு பெருக்கல் கணக்கு கழித்தல் கணக்கு வகுத்தல் கணக்கு அந்த கணக்கு இந்த கணக்கு எல்லாம் பல கணக்குகள் சேர்ந்து இயங்கினால் அது கணிதம் கணியம் என்று இருந்திருக்கிறது காலப்போக்கில் அது கணிதம் என்று மாறுகிறது அப்படி அம் என்றால் செயற்கை செயற்கையாக செய்வது அல் என்றால் இயற்கை அப்போ அரசியல் என்றால் இயற்கை என்கிற ஒரு நிலையை இவங்க உருவாக்கி வச்சுருக்காங்க அந்த சொல்லே என்னை பொறுத்தவரையிலும் தவறு என்றுதான் நான் சொல்லுவேன் அரசியல் என்பதை அரசியல் என்பது இயற்கை கிடையாது அதனால் அங்கே அல் வருவதே தவறு வரணும் அரசாங்கம் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ அது அது சரியான சொல் நான் அரசியல் என்று சொல்வதே இயற்கைக்கு முரணாக நான் பார்க்குறேன் அம் வந்தால் அது செயற்கை அரசியல் என்பது நம்ம செயற்கையாக உருவாக்கி கொண்டது தான் அரசு என்பது கூட நாம் செயற்கையாக உருவானது தான் தான் அப்படி தான் இருந்திருக்க முடியும் ஏன்னா குடி வாழ்க்கை அப்படிங்கறதே நம்ம செயற்கையாக உருவாக்குறோம் முதன் தமிழன் முதன்மாந்தன் நம்ம அப்படிங்கிறதுனால இதையெல்லாம் நம்ம செயற்கையாக ஒரு பண்பட்ட நிலை தான் செயற்கைங்கிறதுனால வந்து நம்ம தேவையில்லாததுன்னு எடுத்துக்க வேண்டியதில்லை ஒரு பண்பட்ட நிலை அது அதனால் அரசியல் என்பது அரசு கூட்டல் இயல் அரசு இயல் என்பது சரியா இது சரியான சொல்தானா என்பதையெல்லாம் நன்கு தமிழை இலக்கண பிழையில்லாமல் தொல்காப்பியம் சொல்கிற நெறியிலே கற்றறிந்த ஆண்டோர் பெருமக்கள் இது சரியாக பிழையா தவறா என்பதை அவர்கள் சொல்லணும் எம்மை போன்ற எளியோர் இந்த மெக்காலை பயிற்று முறையிலே பள்ளிக்கோ கல்லூரிக்கோ பல்கலைக்கழகங்களுக்கோ சென்று பயிலாத எம்மைப் எம் போன்ற எளியோர் அதை பற்றிய ஒரு விரிந்த பொருளை பொருண்மையை கொடுத்து விட முடியும் என்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை ஆனாலும் கூட அரசியல் இல்லாமல் அணுவும் அசையாது அவனன்றி அணுவும் அசையாதுன்னு ஒரு சொல்லு சொல்லுவாங்க செய்வர்கள் ஆனால் அதில் எனக்கு பெரிதாக நம்பிக்கை இல்லை ஆனால் இன்றைக்கு அரசியலன்றி அணுவும் அசையாது அப்படிங்கிறது மட்டும் உறுதி ஏன்னா அரசியின்றி அப்படிங்கிறது தான் சரி ஆனால் அந்த அரசுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்குது அரசுக்கு பின்னாடி மட்டும் இல்லை அந்த அரசை பிடிக்க நினைக்கிற கட்சிகளுக்கு பின்னாடியும் ஒரு அரசியல் இருக்குது அல்லது அந்த அரசை இழந்துவிட்ட கட்சிகளுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்குது எனவே அரசியலன்றி இனி உலகத்தில் அணுவும் அசையாது என்பது மட்டும் உண்மை அது மட்டும் நமக்கு நன்றாக முழுமையாக உறுதியாக தெரியும் கூடுதல் கேள்வியா சொல்றேன் என்பது எங்களுக்கு இல்லை தமிழ் தமிழை நாம் இழந்து விட்டதுனால எழுகிற ஐயங்கள் இதெல்லாம் சந்தேகங்கள் அறம் என்றால் வல்லினரா அறுத்தல் அந்தரா அருகூட்டல் அம் அறம் ஆனால் அரசியல் என்பது அது இடையினரான்னு சொல்லுங்க இன்றைக்கி இறலை வழலை இடையினம் இடையினரா அதனால் அரசியல் என்பது இடையினரா அறம் என்பது வல்லினரா அதனால் அதற்கும் இதற்கும் முடிச்சு போடுவது செயற்கையாகத்தான் எனக்கு தெரியுது அது இயற்கையாக இயல்பாக இருக்க ஏதில்லை அதாவது வாய்ப்பு சரிங்க இப்போ வந்து நீங்கள் செயற்கையாக உருவாக்கப்படுது தேவையொட்டி தானே ஒரு தேவையிடும் பொழுது செயற்கையாக உருவாக்கத்தானே வேணும் ஆனால் தமிழர் மரபை பொறுத்தவரையிலே தமிழர் வாழ்வியலை பொறுத்தவரைகளை செயற்கையாக ஒன்று திணிக்கப்படுகிறதே தவிர இவர்கள் திட்டமிட்டெல்லாம் உருவாக்குறதில்ல அது இயற்கையோடு இயற்கையாக தான் நம்ம இயங்க நினைக்கிறோம் அப்படி தான் வாழ்ந்திருக்கோம் பல லட்சக்கணக்கான ஆண்டுகளாக அப்படி தான் வாழ்ந்திருக்கோம் ஆனால் இந்த செயற்கை எப்பொழுதிருந்து திணிக்கப்பட்டதாக என் போன்றோர் கருதுகிறோம்னா அது ஏங்கியல் போங்கல ஒரு மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே தொடங்கியிருது தமிழ் மேலும் தமிழ் இனத்தின் மேலும் தமிழரின் மேலும் இந்த உலகத்தினுடைய தாக்கம் ஒரு மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே தொடங்கியிருந்தாலும் கூட கடந்த ஒரு நானூற்றி ஐம்பது ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பிருந்து இது மிக்க அதிகமாக வேகம் எடுத்து இன்றைக்கு தமிழருடைய அந்த இயங்கியல் இயற்கையை தாய் பெற்ற இயற்கை அன்னையினுடைய முதற் பிள்ளைகளான தமிழர் இயற்கையோடு தான் பின்னி பிணைந்திருப்பாங்க எதுக்காகவும் வந்து அந்த இயங்கியல் நிலையை இழக்க விரும்ப மாட்டாங்க ஆனால் கடந்த ஐநூறு ஆண்டுகளாக ஒரு செயற்கைத்தனமான வாழ்க்கை முறை பிழைப்பு அது வாழ்க்கை முறைன்னு சொல்லக்கூடாது செயற்கைத்தனமான பிழைப்பு முறை தமிழர்கள் மேல நம் மேல திணிக்கப்பட்டுக் கொண்டிருப்பதாக தான் நான் கருதுறேன் அதனால அந்த செயற்கை செயற்கை என்பது நமக்கு பொருந்தாது யாரோ எங்கேயோ செயற்கையாக அதை திட்டமிட்டு நம் மீது திணிக்கின்றனர் ஆனால் நம்ம வந்து எப்பொழுதும் அந்த இயற்கையின் இயங்கைகளோடு இணைந்து வாழத்தான் விரும்புகிறோம் இந்தியா என்பது அரசாடா இந்தியா என்பது வெள்ளை ஆங்கிலேய இனவெறியர் பணவெறியர் அவங்க உருவாக்குன்னு தான் பணம் அவங்க உருவாக்கு அவர்கள் பண வெறிக்காக கொள்ளை லாபத்துக்காக வேட்டை காடாக இதை மாற்றுவதற்காக தான் இதை வந்து இந்தியா என்கிற ஒரு நாடுன்னு சொல்லி இதை கட்டமைக்கிறாங்களே தவிர மற்றபடி இந்தியா என்பது ஒரு அரச வடிவம் ஒரு புதுமையான அரச வடிவம் இது மற்றபடி இதை வந்து மத்திய அரசு நடுவன் அரசுன்னால் நம்ம சொல்லிக்கிறோம் அப்படி சொல்ல தேவையில்லை இந்திய அரசுன்னு தான் சொல்லணும் இதை இந்திய அரசுன்னு சொல்கிறது கூட சரியானு எனக்கு தெரியல ஏன்னா இந்திய ஆட்சின்னு தான் சொல்லணும் இந்திய ஆட்சி சொல்லணும் இந்திய அரசு என்று சொல்வது சரியானு தெரியல அதனால் இந்தியா என்பது ஒரு இந்தியா என்பதை ஒரு அரச வடிவமாக எடுத்துக்கலாமே தவிர அது குறிப்பாக ஈரான் ஈராக்கை அன்றைய அறாமைக்கு இன்றைக்கு அரபு பகுதியிலிருந்து வந்த அவர்களை ஆரியர்கள் என்றும் சொல்ல முடியாது யூதர்கள் என்றும் சொல்ல முடியாது ரெண்டும் கலந்த யூத கூட்டல் ஆரிய ஊதாரிய ஒரு கூட்டம் அந்த கூட்டம் தனக்கான ஒரு அரச உருவாக்க முனையுது அப்போது அவர்களுக்கு கிடைத்த சொல்லுதான் அந்த சிந்து சிந்து நதிக்கு அந்த பக்கம் இருந்த மக்கள் என்பதை குறிக்கிற அந்த சிந்து என்கிற சொல்லு அது ஈச்சு கூட்டல் இந்து என்று வருவதால் அந்த இச்சத்தை விருத்துக்கிட்டு இந்து என்று பின்னால் அதை எடுத்துக்கிட்டு இந்த ஆதிசங்கரன் என்கிற கேரளாவை சேர்ந்த ஒரு பிராமணன் அதை இந்துங்கிற ஒரு மதமாக கட்டமைக்கிறாப்புல அந்த மதமே கூட என்னென்னா அதுக்கு அதுக்கு சொந்த சரக்குன்னு ஒன்றுமே கிடையாது இப்போ இஸ்லாத்தை எடுத்துக்கிட்டால் நபிகள் நாயகம் அதுக்கு முன்னாடி இப்ராஹிம்னு சொல்லுவாங்க கிறித்துவத்தை எடுத்துக்கிட்டால் ஏசுகிரத்து அதுக்கு முன்னாடி ஆப்ரகாம்னு சொல்லுவாங்க ஆனால் அதே போல் தான் இவங்களும் சொல்கிறாங்க பிரஹ்மா அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க இப்ராஹிம் ஆப்ரகாம்ங்கிறாங்க இங்கே பிரஹ்மாங்கிறாங்க அங்கே நபிகள் நாயகம் ஏசுகிருத்துங்கிறாங்க இங்கே ஆதிசங்கரனுங்கிறாங்க அல்லது பரசுராம்கிறாங்க அல்லது ப பத்து அவதாரங்களை எடுக்கிற அந்த கண்ணன் கிருஷ்ண பரமாத்மா அப்படி இப்படி பல்வேறு இதை பண்ணுறாங்க ஆனால் உண்மை என்னென்னா இங்கே ஏற்கனவே ஒரு அறுவகை சமயங்கள் இருந்திருக்கின்றன அதை தான் சன்மார்க்கம்னு வள்ளலாறுலாம் கூட சொல்லியிருப்பார் அது என்னென்னா சாக்தம் சாக்தத்துக்கு முந்தையது சௌரம்னு சொல்லுவாங்க சௌரம்னா சூரிய வழிபாடு சௌரம் சாக்தம் சாக்தம்னால் தாய் வழிபாடு அடுத்து கனாபதியம்னு சொல்கிறாங்க கனாபதியம்னால் கணபதியம்னு சொல்கிறாங்க அது கனியாதனா அது ஒரு வழிபாடு அடுத்து கௌமாரம்னு சொல்லுவாங்க அதாவது குமரம் முருக வழிபாடு அடுத்து மாளியம் அல்லது வைஷ்ணவம்னு சொல்கிறாங்க அடுத்து கடைசியாக சைவம் இப்படி ஒரு ஆறு வகை சமயங்கள் இது ஒரு இரண்டு மதங்களுக்கு உருவாகுது இந்தியாவில் அது ஒன்று சமணம் என்று சொல்லப்படுகிற அம்மணம் பௌத்தம் என்று சொல்லப்படுகிற புத்தம் ஆக இந்த அறுவகை சமயங்கள் இந்த இரண்டு மதங்கள் இந்த எட்டையும் போட்டு குழப்பி கூட்டு புரியலாக உருவாக்கப்பட்டது தான் இந்து அப்படிங்கிற ஒரு மதம் அந்த மதத்தை பாதுகாப்பதற்காக அந்த பிராமணர் என்று சொல்லப்படுகிற அந்த ஊதாரியர் உருவாக்கியது தான் இந்தியா என்கிற கட்டமைப்பு இதை